வணக்கம் கலைச்சல்விக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வருடமா வந்து பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தாரு குரு பகவான் அப்ப சுப விரயத்தை ஏற்படுத்தி இருப்பாரு ஒரு சில பேருக்கு தேவையில்லாத விரைகள் ஏற்படுத்தி இருப்பாரு ஏன்னா சுப செலவு பண்ணாதவங்களுக்கு தேவையில்லாத மெடிசன் செலவு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் சுப செலவுகள்னா வீட்டில் வந்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது திருமணம் பண்றது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு நடந்திருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் எதுவும் பண்ணாதனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனாலதான் ஜனகால ஜாதத்தை எடுத்து பார்க்கணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியும் உங்களுடைய ஜனகால ஜாதத்தில் குரு பகவான் இருக்கிற இடமும் அவருக்கு பார்க்குற பார்வையும் வந்து ரொம்ப முக்கியம் அப்ப உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும குருவா வராரு தன் வீட்டுக்கே குரு பகவான் ராகுவோட இணைஞ்சிடறாரு அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து அவரு கொடுப்பாரு என கடந்த ஆண்டு வந்து இந்த விட இந்த ஆண்டு உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும்னு சொல்லலாங்க ஏன்னா குரு பகவானோட வந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்ப கரெக்டா ஐந்தாம் மடம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இடமே அதுதான் அப்ப பூர்வீக சொத்து ஏதாவது வரக்கூடிய தகராறு கோர்ட்டு நடந்துட்டு இருந்ததுன்னா ஒரு முடிவுக்கு வருங்க அது உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளா இருந்து கண்டிப்பா அமையும் நீங்க அதுக்கு ஒரு வாராகி வாராகி வழிபாடு நீங்க பண்ணணுங்க உங்க ஊர்ல உள்ள வாராகி கோயில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வழிபாடு பண்ணலாம் அடுத்தது உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் மெயினா வந்து அவங்க ஒரு குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிக்கிறது இதெல்லாம் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வாராகி அம்மன் தெய்வத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க முனிப்பன் சாமி கருப்பண்ணசாமி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க வரக்கூடிய பூர்வீக சொத்து ஏதாவது தகரா இருந்தது அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி புத்திரஸ்தானமும் கூட ஐந்தாம் இடம் இதனால் வரைக்கும் வந்து புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு மேஷராசிக்காரங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது முயற்சி பண்ணி பாருங்க பிள்ளைகளால பெருமை பிள்ளைகளால் சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டா வந்து இந்த ஆண்டு இருக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் மனைவினால கணவராக இருந்தா மனைவினால ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து ஹாப்பியா எங்கேயாவது ஒரு லாங் டிராவல் எங்கேயாவது நீங்க போயிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் டிராவல் பாக்யஸ்தானம் அதனால வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா டிராவல் இந்த வருஷம் வந்து நிறைய வெளியூர் போயிட்டு வர்றது வெளிநாடு போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் மனைவியா இருந்த கணவரும் கணவராக இருந்த மனைவியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மேஷராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கேன் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் நிச்சயமா ஆகும் இந்த ஆண்டுக்குள்ள திருமணம் கண்டிப்பா நடந்துடும் ஏன்னா அந்த குரு பகவான் வந்து தன் ஜென்ம ஜென்ம குருவா இருந்து கரெக்டா ஏழாம் கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு ஒரு அருமையான ஒரு மனைவியாவோ ஒரு கணவரவோ உங்களுக்கு நல்லபடியா அமையும் அதனால வந்து நீங்க இதனால வரைக்கும் பாத்துட்டு இருந்தோம் நினைப்பாங்க முயற்சி எடுத்து பண்ணுங்க உங்க ஜனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க குரு வந்து எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இப்ப கோச்சார பலன் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு கட்டாயம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா நல்ல விஷயம் நடக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரக்கூடிய இடம் உங்களுக்கு அதான் நான் சொல்லிட்டேன் லாங் டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொலைதூர பிரயாணம் சுற்றுலா நாட்டம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கு உண்டான யோகங்கள் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பாக்யஸ்தானம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானமும் கூட தந்தை மூலயமா உங்களுக்கு சில விஷயங்கள்ல நற்காலியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அவங்களுடைய சொத்து பூர்வீக சொத்து இருந்தாலும் அப்பாவளி சொத்து ஏதாவது வரக்கூடியதா இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து நிச்சயமா மேஷ ராசிக்காரங்களுக்கு அமையுங்க கண்டிப்பா வரும் பாக்யஸ்தானம் வந்து உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்காரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நல்லா இருக்கு ஏழாம் கலத்திரஸ்தானமும் அட்டகாசமா இருக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானமும் நல்லா இருக்கு அதனால இந்த ஆண்டு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் பிசினஸ் பண்ற பீப்புள்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப பேவரபிள்னு சொல்லலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா ஜென்ம குருவா இருந்து சில பேர் வந்து சரி இருக்காது அப்படின்னு வாங்க ஏன்னா ராகு இருக்காரு அப்படின்ட்டு ஆனால தேவையில்லாத வார்த்தைகள் வந்து பேசறத மட்டும் தவிர்த்துக்கோங்க யாருக்கு தேவையில்லாத பேச வேணா ஒருத்த பண்றாங்க பேசுறாங்கன்னா நீங்க விளக்கிடுங்க அவங்க பேசுறவங்க பேசிட்டுதான் இருப்பாங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம் நீங்க அடுத்த இலக்கு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுங்களா மேஷராசிக்காரங்களுக்கு நான் சொல்றேன் இருங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவை எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்